ஷம்பலா இந்த உலகத்தில் எத்தனையோ நகரங்கள் கடலுக்கு அடியில் மூழ்கியும் பூமிக்கு அடியில் புதைந்து சொல்லிக்கிட்டிருக்காங்க அப்படி ஆய்வாளர்களால் தேடப்படும் ஒரு மர்மமான மாய நகரம்தான் இப்படி ஒரு நகரம் இருக்கா இல்லையா அப்படியே இருந்தால் எங்கே இருக்குது இந்த நகரத்தை கண்டுபிடிக்க யாரெல்லாம் முயற்சி பண்ணா அப்படின்னு இந்த பதிவில் விரிவாக பார்க்கல வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுபோல் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஷாம்பலா என்றால் அமைதி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க ஆக இது அமைதியான நகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நகரம் இமைமலை தொடர்களில் இருப்பதாக பலராலும் நம்பப்பட்டாலும் இதை பற்றி சீனா ரஷ்யா மற்றும் இன்னும் சில ஆசிய நாடுகளிலும் இந்த கூற்று உள்ளது இந்த பூமியில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேல் ஷாம்பலா நகரத்தை பற்றின செய்தி மக்களிடையே பரவலாக உலாவிக்கிட்டு தான் இருக்கிறது இந்த மாய நகரத்தை பற்றின தகவல்கள் புத்த மதத்துக்கு முன்னாடி திபெத்தில் பின்பற்றப்பட்ட சங்க்சு கலாச்சாரத்தில் ஆரம்பித்து அடுத்து பின்பற்றி வரும் கலாச்சாரங்களிலும் தொடர்ந்து வந்துள்ளது அது மட்டுமில்லாமல் இந்து இதிகாசங்களில் விஷ்ணு புராணத்திலும் மகாபாரதத்திலும் கூட இந்த சம்பளா நகரம் குறிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி இந்த சம்பளா நகரத்தில்தான் என்றும் அவர்தான் சம்பளாவின் இருபத்தி அரசர் என்றும் கூறப்படுகிறது கலியுகம் முடியும் நேரத்தில் அதாவது இந்த பூமியில் அதர்மம் அதிகரிக்கும் சமயத்தில் சம்பளாவின் அரசரான கல்கி அவருடைய ஒரு லட்சம் வீரர்களுடன் பூமியில் தோன்றி அதர்மத்தை அழைத்து அமைதியை நிலைநாட்டுவார் என்று நம்பப்படுகிறது அப்போதிலிருந்து கலியுகம் முடிவடைந்து சத்திய யுகம் தொடங்கும் என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது இந்த அவதாரங்கள் எல்லாம் இந்தி இதிகாசங்களில் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கா என்றால் கண்டிப்பாக இல்லை இயேசுவின் இரண்டாம் உயிர்த்தேழுதல் என்று பைபிளிலும் திஸ்யாவின் இரண்டாம் வருகை என்று யூத மதத்திலும் அதர்மம் தலை துவங்கும் நேரத்தில் அல்லாஹரிப்பார் என்று இஸ்லாத்திலும் கூறப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது சம்பளா என்ற நகரம் உண்மையில் இருக்கிறதா அப்படி இருந்தால் அது எங்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு இன்னும் விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த சம்பளா நகரம் என்பது மனிதர்களால் பார்க்க முடியாத ஃபோர்த் டைமன்சன் என்று சொல்லப்படும் நான்காம் பரிமாணத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது இப்போதுள்ள திபெத்திய புத்தமத தலைவர்கள் சம்பளா நகரம் உண்மையில் இருப்பதாகவும் அது ஒரு கிராமமோ நகரமோ இல்லை என்றும் அது பனிமலைகளால் சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள் அதேபோல் அந்த நகரத்தின் அமைப்பை பார்க்கும்போது எட்டு இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போல் இருக்கும் என்றும் அந்த எட்டு இதழ்களிலும் எட்டு பிரிவுகளாக மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் அப்படி வாழ்ந்து மக்கள் எல்லோருமே என்றுமே குறையாத பெரும் செல்வத்தோடு எந்தவிதமான நோய்க்கு உட்படாமல் பல நூறு வருடங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடியவர்கள் என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட இடம் எங்கு என்ற கேள்விக்கான பதில் முன்பு கூறியது போல் குழப்பங்கள் நிறைந்த விடை தெரியாத மர்மமாகவே உள்ளது அதாவது இந்த நகரம் இந்தியாவை பொறுத்தவரை பஞ்சாபின் சட்லாஜ் பள்ளத்தாக்கில் இருப்பதாக ஒரு தகவலும் இமாச்சல பிரதேசத்தில் இருப்பதாக மற்றொரு தகவலும் பரவலாக கூறப்படுகிறது அதேபோல் மங்கோலியாவில் சொல்லப்படும் கதைகளின்படி இந்த சம்பளா நகரம் சைபீரியா பள்ளத்தாக்கில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இப்படி பல தகவல்கள் உலகெங்கும் கூறப்பட்டாலும் திபெயத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில்தான் இந்த நகரம் இருக்கலாம் என பலரும் உறுதியாக நம்புகிறார்கள் காரணம் திபெயத்தில் ஏதோ ஒரு பகுதியில்தான் ஷாம்பலா செல்வதற்கான பாதை அமைந்திருப்பதாகவும் அதாவது அந்த பாதையை எட்டி என்ற ஒரு வித்தியாசமான உயிரினம் பாதுகாத்து வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த மாய நகரத்தை காணும் ஆர்வத்தில் ஒரு சில பேர் அந்த நகரத்தை தேடிச் சென்றதாகவும் அப்படி சென்றவர்கள் என்ன ஆனார்கள் என்று இதுவரை யாருக்கும் எந்த தகவலும் இல்லை இதில் திபெத்திய புத்தமத கோ கோட்பாட்டில் என்ன கூறப்பட்டுள்ளதென்றால் இந்த ஷாம்பலா நகரம் ஒருவரின் கர்ம பொறுத்து அந்த நபர் எந்த தீங்கு செய்யாத நல்ல மனம் கொண்டவராக இருந்தால் மட்டுமே அந்த மாய நகரம் கண்களுக்கு புலப்படும் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு கூற்று நான் முன்பு கூறியது போல் ஏன் ஷாம்பலா நான்காவது பரிமாணத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது ஏனென்றால் இந்த நான்காவது பரிமாணம் என்ன என்பது எவராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று ஆனால் இந்த நான்காவது பரிமாணத்தில் காலப்பயணம் என்பது சாத்தியப்படும் எனவும் கூறப்படுகிறது இப்படி இந்த மாயநகரம் உண்மையில் இருக்கா என்ன என்பதை கண்டறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டுகளில் ஹிட்லரின் உத்தரவில் ஒரு குழுவொன்றும் மற்றொன்று நிக்கோலஸ் தம்பதியர் ஒரு குழுவொன்றும் அந்த நகரத்தை தேடிச் சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த நகரத்தை இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை இவர்கள் மட்டும் இல்லாமல் இன்று பல ஆயிரம் பேர் இந்த சாம்பலா நகரத்தை தேடிச் சென்றுள்ளனர் இப்படி தேடிச் சென்ற பலர் திரும்பி வரவில்லை என்றும் கூறப்படுகிறது உண்மையில் இப்படி ஒரு மாய நகரம் இருக்கா அல்லது இது ஒரு கட்டுக்கதையா என்பது எவருக்கும் தெரியாது ஏனெனில் இந்த நகரத்தை இதுவரை எவரும் பார்த்ததாக கூறியதில்லை அதற்கான ஆதாரங்களும் இல்லை ஆனால் இதை பெரும்பாலானோர் நம்ப காரணம் இந்த சாம்பலா நகரத்தில்தான் தான் விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதரிப்பார் என்பதாலும் தற்போது பூமியில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது கலியுகம் பற்றிய கணிப்புகள் உண்மையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தின் பேராலும் சாம்பலா நகரம் இருப்பது உண்மை என்ன நம்பப்படுகிறது மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்